போய் நிக்க உண்மையான சங்கி திமுக சங்கிங்கிற ஜனநாயகவாதியாக என்னை இருக்கும்படி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்க பொறுப்பு என்னை வெறி கொள்ள வச்சுராத சிக்கலா அப்படி உள்ள அடக்கி அடக்கி அடக்கி அடக்கி என் பொண்டாட்டி மறுபடியும் கராத்த பேச்சுக்கு போங்குறா வேணான்னு விலகி நிற்கிறது காரணம் இதுதான் சிக்கலாயிடும் தொலைச்சு பெருமை வந்த நாயெல்லாம் சங்கி சங்கி இதுக்கு ஒரு ஜிங்கி ஜிங்கின ஆடே ஏ மாரிதாச விட்டானே ஆடேன் ஒரு நாயே என்னை பேசலன்னா உனக்கு நாலு வீட்டில் கஞ்சி ஊற்ற மாட்டான் நான் புளிங்கிறதுனால உன்னே ஓய்ந்து ஒரே அடி அடிச்சு கொல்லணும் ஏய் என்னத்த உன்னை எல்லாம் அடிச்சு கொண்டு ஜெயிலுக்கு போறதங்க எங்க ஆத்தால பெத்து வளர்த்திருக்கேன் சொல்லு அதுக்காக இவ்வளவு கலைகளை எல்லாம் சலம்பு கராத்தியு குஸ்தி பசி எல்லாம் கத்திகிட்டு இப்பேர்பட்ட தலைவினின் புள்ளையாrndுகிட்டு இருக்கேன் நானே பைத்தியக்காரப் பையல உயிரோட இருக்குன்னா ஒழுங்கா வார்மப் பண்ணிட்டு நிமிர்ந்து நிமிர்யா படுத்து ஏந்தா திட்டிப் பழஞ்சிட்டு போங்கடா போற ஒரு வாரிங்க கிடைக்குதா இந்த பாயிண்ட் காண்டறிய கிடைக்குதா ஏதோ பளை ஏதோ ஒரு நருக்குக்கி விக்கிறது கிடைக்குதா ஏய் கொளஞ்சிடு போ போ போ கட்சி நடத்துறதுக்கும் கொள்கை கோட்பாடு இல்லை குடும்பம் நடத்துறதுக்கும் காசு கப்பி இல்லை எங்களை பேசிட்டேன் கால கொடுமை தம்பி எல்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க அது புகழாம் சும்மா சும்மா இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அவனு என்னை மாதிரி பக்குவப்பட்டு போயிட்டு போறாங்க அவன் சொல்லுவா நான் சொல்லுவேன் அவன் கோபப்படுவான் அதான் நீ தான் அந்த கர்மம் எதுவா இருந்தாலும் என் முகத்தை போட்டு சம்பந்தமே இங்கே என் முகம் இருக்கு எதுக்கு செய்தியில்லை மூஞ்சியா இருந்தாலும் அது விஷத்திலே ஓட்டுறான் ரசத்திலேயே ஓட்டுறான் கரும பொண்ணும் புரிய மண்டிக வேதனையான நேரங்களை சிரிக்க வேண்டிய நிலைமை தள்ளிட்டாங்க நம்ம என்னது கோவத்தை சிரிச்சு மதிப்பி தப்பிச்சுக்க வேண்டியதான்